உங்கள் புள்ள உங்கள் உடல் மூலிமா வந்தவனுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க உங்கள் உயிர் மூலிமா மன மூலிமா ஒருத்தன் வந்து உள்ளே கொண்டுருக்கிறானே அவனுக்கு என்ன உணவு போட்டி மறுபடியும் வந்த பிறவி எனும் பிறப்பின் பெரும் சுழற்சியில் பொண்டாட்டி உண்மை உடல் சுகம் உண்மை செக்ஸ் உண்மை இன்ட்ரகோர்ஸ் உண்மை சாப்பாடு உண்மை குலோப்ஜாமுன் உண்மை புகழ் உண்மை பேரு உண்மை அதிகாரம் உண்மை பவர் உண்மைன்னு சொல்லி மறுபடியும் வாழ ஆரம்பித்து சிக்கிக்கொள்வீர்கள் காணாமல் போக வச்செல்லாம் காட்டுவாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பேராயுதம் மாபெரும் தவம் அதெல்லாம் பார்த்தாவே சாமியாருக்க மாட்டாங்க அப்படிங்கிற கேட்டகிரி நானும் நினைச்சேன் போகலான்னு சொல்லிட்டு நீ வர்றையா இல்லையா அப்படின்னுட்டு நல்ல கார்ல கூட்டிட்டு வந்துட்டாரு எனக்கு வர்ற வரைக்கும் எந்த இதுவும் எல்லாமே பிளாங்க் ஆனா இப்ப நான் போறப்போ ரொம்ப நிறைவா போறேன் சோ நான் மட்டும் இல்லை என்னோட குடும்பத்தையும் பாப்பா அதே பயம்தான் இருந்துச்சு பட் இன்னைக்கு நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டேன்டா என்னோட தலைமுறைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போவ நம்பிக்கை பயிற்சி ரெகுலராக நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வேணுங்கிற வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பையும் அந்த பணியையும் உங்களுக்கு வேணுங்கிற ஆற்றலையும் அதுவே கொடுக்கும் சில நேரத்தில் கொடுக்காமலேயும் இருக்கும் அதுக்காக நம்ம செய்யாமல் இருக்கலாமா அந்த வேலையை நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்கு சாப்பாடு போடாமல் இருப்பீங்களா அப்போ நீங்கள் உயிரிலிருந்து பெற்றெடுத்த குழந்தை என்பது மனம் ஆமாவா இல்லையா இந்த மனதிற்கு என்ன தீனி நீங்கள் போட்டீங்க மனதை கடந்த ஆத்மாவுக்கு என்ன தீனி போட்டீங்க உங்க உடல் மூலியமா வந்தவனுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க என்ன கேரக்டர் இருப்பாரு பிஸியாவே இருப்பாரு பிசியாவே இருப்பாரு போதா போலியா இவன் என் பொண்ணி கொடுக்கணும் எனக்கு வந்து என் மனைவி எனக்காகவே இயங்கிட்டு இருப்பானோ நீ அப்படி சொல்றியா அப்போ அவங்களுக்குலாம் மனசில் என்னென்ன உலகத்தினமும் இவங்க தான் நடத்திட்டுருக்குற மாதிரி சரி உனக்கு முப்பது நாள் டைம் உன் கூடையே தான் நான் இருப்பேன் வேறு எங்கேயும் போக மாட்டேன்னொன்னே கூட டிராவல் பண்ண ஆரம்பிப்பார் இவரோட பொண்ணு இவர் சொல்லாமையே நல்லவனை தான் கல்யாணம் பண்ணிக்கும் நிம்மதியாக இருப்பாங்க இவங்க மனைவி புருஷனே இல்லாமல் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கும் ஆகும் போதை கதற ஆரம்பிச்சுருவார் என்னடா இது நான் வாழ்ந்த வாழ்க்கை என் பிள்ளை நான் சொல்கிறதான் கேட்பான்னா நீங்கள் நல்ல வசதியாக இருக்கும்போது கோடி கோடியாக சம்பாதிக்கும்போது நடிப்பாங்க இவங்க முன்னாடி உங்கள் மரியாதை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி போனதுக்கப்புறம் இவங்க யாரை லவ் பண்ணுறாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது அந்த உண்மை உங்களுக்கு வராது பிஸியாகவே இருப்பீங்க உங்கள் டிரைவர் கூட உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டான் நீங்கள் அவ்வளோ பிஸியாக எல்லாரையும் அடித்து இழுத்து போட்டு தோம் துவச்சு பண்ணி வேலை வாங்குறீங்கன்னா எவன் கூட இருப்பான் ஒரு கட்டத்திற்கு மேல் உயிர் போகும் உயிர் போகும்போது காலன்னு வந்து கூப்பிட்டு போவான் கூட்டு போகும்போது என்ன பதில் வச்சிருப்பீங்க தம்பி ராமையாவுக்கு சமுத்திரக்கணி மாட்டினார் முப்பது நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க உங்களுக்கு எந்த சமுத்திரக்கனி மாட்டுவார்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 மறுபடியும் இந்த வாழ்க்கை உண்மை நினைச்சு வாழ ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு கிடையாது வாழ்விங்க இது சாபம்லாம் கிடையாது இது சத்தியம் வாழும்போது டெய்லியும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மணி பயிற்சி மட்டுமே உங்களை பாதுகாத்து நிற்கும் எத்தனைக்கு புரியுது இப்போ புரியுதா பயிற்சி ஏன் ரெகுலரா பண்ணுங்க நான் சொல்றேன்னு உங்களை ஏமாத்திரும் ஏதோ ஒன்று உணர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு மண்ணாங்கிட்டேயும் உணர்ந்துருக்க மாட்டீங்க நீங்கள் ஏதோ ஒன்று புரிஞ்ச மாதிரிதான் இருக்குது ஏதோ ஒன்று ரியலைஸ் பண்ண மாதிரிதான் இருக்குது ஏதோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரிதான் இருக்குது அதெல்லாம் ஏமாற்ற வேலை மனம் செய்யக்கூடிய அவனை சாதாரணமாக நினைக்காதீங்க தயவுசெய்து என்னென்னமோ காட்டுவான் கண்ணு முன்னாடி ஒரு வானத்தையே வளைக்க வச்செல்லாம் காட்டுவாங்க ஒரு மலையை காணாமல் போக வச்செல்லாம் காட்டுவாங்க என்ன நினச்சிட்ருக்கிறீங்க அவனை நீங்கள் அவன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன் அழிக்கிறதுக்கு அவனை ஒடுக்கிறதுக்கு அவனை சரிப்படுத்துறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய மாபெரும் பேராயுதம் மாபெரும் பேராற்றல் என்னன்னா பயிற்சி ஒண்ணு மட்டும்தான் எனக்கு இருந்துடலாமா நீங்க பண்ணலனா மாட்டிப்பீங்க மாட்டிப்பீங்க மாட்டிப்பீங்க ஒரு பேர் சொல்றாங்க புரிதல் இருந்தாலே போதும்னு புரிதலோட எவ்வளவு நாள் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க சொல்லுங்க நீங்க ஒரு சில இடங்கள்லாம் என்ன சொல்றாங்க இந்த புரிதலே உங்களுக்கு போதும் புரிதல் ஜீவன் முக்தி நிலையில் டிராவல் பண்ண கொஞ்சம் நாளைக்கு வைக்க மறுபடியும் மைண்டு டிஸ்ட் ஆகும் மறுபடியும் அழகான பொண்ணை பார்க்கும் போது மைண்டு ஜம்ப் ஆகும் அழகான பையனை பார்க்கும் போது ஜம்ப் ஆகும் நல்ல டேஸ்டான ஃபுட்டை பார்க்கும்போது ஜம்ப் ஆகும் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த தேட்டருக்கு போகலாம் அடுத்த படத்துக்கு போகலான்னு ஜம்ப் ஆகும் இதெல்லாம் ஜம்ப் ஆகும்போது இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் போயின்னு சொல்லிக்கிட்டே பண்ணுங்கன்றே இதை மட்டும் பண்ணிடலாமா நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணுங்க ஒன்று டெய்லி நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி ரெண்டாவது எந்த செயல் செய்தாலும் நான் செய்யவில்லை இறைவன் தான் செய்யறேன் ரெண்டாவது இது பொய்யான தோற்றம்னு நீங்கிட்டே இருக்கணும் இதுல நீங்க கரெக்டான நிலையை அடைஞ்சீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு கனவு காணணும் நீங்க முடியுமா நீங்க அந்த தன்மைக்கு வந்தீங்கன்னா துரிய விழிப்பு உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது அர்த்தம் அது வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் கனவாதான் பார்க்கணும் பொய்யாதான் பார்க்கணும் அப்பதான் பற்றலாம இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க பயிற்சி பண்ணணும் தினமும் எக்காரது கொண்டு பண்ணோம் ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்க முடியலைன்னா ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டு தூங்கி மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிடணும் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்மளோட எண்ணம் பூரா எதில் இருக்கணும் பயிற்சி பண்ணியே திரணுன்றத இருக்கணும் ரெண்டாவது வாழ்க்கை வாழும்போது ஒவ்வொரு சமயம் வாழும்போது எப்படி வாழணும் இறைவன் தான் செய்கிறார் என்ற சரணாகத இருக்கணும் இருந்தாலும் கூட இந்த சரணாகதி நிலையில் இருக்கும்போது இந்த கருமாலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு தான் இந்த செயலவே நம்ம செய்ய வைக்கிறாங்க இது ஒரு பொய்யான நிகழ்வு அப்படின்ற அந்த தன்மையிலேயே நீங்கள் எல்லா செயலிலும் ஈடுபட வேண்டும் ஈடுபட்டுடலாமா ஈடுபட்டுட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஈடுபட்டுட்டீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு கனவுன்ற ஒன்று கனவுன்ற ஒண்ணு வரும்போது நான் இப்போது கனவு கண்டு கொண்டிருக்கிறேன் என் கண்ணில் தெரிவது எல்லாம் பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிரியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால் நல்ல லெவலில் வரும்னு சொல்லி அவங்களும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அணைக்க பல டோர்ஸ் ஓபனாக அதிகமாக வெளிய கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலே கொடுங்கள் ஞானமும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு திருப்பங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்